அன்பு நண்பர்களே என்பதை பற்றி காண இருக்கின்றோம் தேவையான பொருட்கள் எலும்புல கோழிகளை சிக்கன் அரை கிலோ இஞ்சி ஒரு நூறு கிராம் பூண்டு ஒரு நூறு கிராம் தேவையான அளவு தேவையான கடலை எண்ணெய் அதாவது சமையல் எண்ணெய் வெங்காயம் வெள்ளாடி வெங்காயம் மிளகாய் தூள் சூப்பர் மிளகாய் செதில்கள் தேவையான அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு மிளகுத்தூள் தேவையான அளவு கொத்தமல்லித்தூள் தேவையான அளவு தேவையான உப்பு இந்த சிக்கன் இதுல வந்து பூண்டு மிக்சியில போட்டு அரைச்சலைய பூண்டையும் அந்த இஞ்சியும் போட்டு மிக்ஸ் பண்றோம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து அதை வந்து பிரிட்ஜில ஒரு அரை மணி நேரம் அப்படியே வைக்கணும் பிரிட்ஜில வைக்கணும் தேவையான கோழி கறியை ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கணும் அதுல தேவையான உப்பை சேர்த்துக்கணும் எண்ணெயை சேர்த்துக்கணும் பூண்டு இஞ்சியை துருவி அதுல கோழி கருவுள் சேர்த்து பிரிட்ஜில் வச்சுக்கணும் அந்த மறுபடியும் வானொலி வானொலியில எண்ணெய் சட்டியில மென்பாத்திரத்துல வச்சிருக்கேன் இஞ்சி கலவையெல்லாம் சிக்கனோட போடணும் போட்டுட்டு ரெண்டு பேரும் பெரிய ரூபாய் நன்றாக நறுக்கி அது மிக்சியில போட்டு நன்றாக சாந்தாக செய்து கொள்ள வேண்டும் ஒரு வானொலி தேவையான சமையல் எண்ணெயை ஊற்றிக்கொள்ளும் பெரிய வெங்காய பேஸ்ட்டை அந்த வானலியில் விட வேண்டும் வெங்காய சாந்தியம் காய்ந்த வாடகை போன பிறகு பிரிட்ஜ்ல வைத்திருந்த சிக்கன் மசாலா எடுத்து வானலியில் விடவும் இந்த மண் பாத்திரத்துல விடவும் பேஸ்டையை வானலி வானலியில் கோழி கறியுடன் சேர்க்கணும் தக்காளி பேஸ்ட்ரியும் தக்காளியா பேஸ்ட் செஞ்சு வச்சிருந்தீங்க அந்த தக்காளி பேஸ்டையும் அந்த ரெண்டு நாற்பது பேஸ்டா செஞ்சுக்கணும் அது வானொலியில விடணும் இந்த இதுக்கு பிறகு தேவையான மிளகுத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் செதில்கள் கொத்தமல்லித்தூள் இவையெல்லாம் தேவையான அளவுக்கு கடைசியா தயிர் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நன்றாக இந்த கலவை நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் இந்த கோழிக்கறி நன்றாக வேறுவதற்காக கலக்கிக்கிட்டே இருக்க வேண்டும் தூள் மிளம் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் செதுக்கணும் கொத்தமல்லி தூள் இதையெல்லாம் அளவுக்கு தான் சேர்த்துக்கணும் இந்த நீங்க போடுற கலி எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்க சேர்த்துக்கணும் நன்றாக கொதிக்க விடணும் இப்ப வந்து மிளக கொஞ்சம் பெருசு பெருசா வெட்டி அதை கடைசியா போட்டுக்கணும் அப்புறமா வந்து இஞ்சி கூட கொஞ்சம் மீட்டு மீட்டா அரிஞ்சு அதை கடைசியா போட்டுக்கணும் நல்லா கொதிவு கொதி நல்லா கொதிக்கின்ற போது அந்த கொதியில போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் நன்றாக கொதித்த பிறகு இந்த வானிலையை கீழே அரைக்க இருக்கும் நல்லா கொதிச்ச பிறகு இந்த வானிலையை பைசாக்களை செய்யறது மாரி இது சுவையா இருக்கும் சப்பாத்திக்கு சேர்த்துக்கலாம் இட்லிக்கு சேர்த்துக்கலாம் உணவுடன் சோற்றுடன் சேர்ந்து ரைஸோடன் சேர்ந்து சாப்பிடலாம் வரலாம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் இந்த சேமலையை நான் டிஸ்கிரிப்ஷன்ல எழுதியிருக்கேன் அது அது வந்து இதுல படிக்க முடியாததான் அதில் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் உங்களோட உதவிக்காக அதில் வெளியிட்டு இருக்கின்றேன் நன்றி வணக்கம்